கல்யாண் ராமன் சார் பாட்டுகள் கூட கம்போஸ் பண்ணியிருக்கார் நிறைய தமிழ் பாட்டுகள் ரொம்ப அழகழகான ராகத்தில் அதில் நான் ரெண்டு பாடுறேன் re na rahe na na na na ko ramal மா கும்பதவ குணத்தீபா மயா க கோக மா வண்பீலி பரமயா கரோ தே கு வண பவ குணத்திலபால பணமயா கண பவ குணத்தில பாலபனமயா கர குக மா இமாம் உமய இ வ பவனி பார்கல் மழிய கம்னங்க அறிஞாய அது படியா கம்னர் அறிந்தி வாயே துமசா துணி மாையரபடிய உணர்து அறிந்துட செய்யையாய் மாயைய பாரி முனை பாரி முக நை ஆராய கோகை மாதிரி தூரா புகவார கோமக மா கஷ பூமீலி பால பல மயா கூப